ரொம்ப போல இப்போ அந்த வந்து சார் நம்ம தாலுகான்றபாக மொபைல் மேரார் விஷனான சேனல ஆரம்பிச்சோம். ஒரு வாரம் பாத்துனா அதப்பத்த தான் ஒரு பெரிய ஆர்வம் இருக்குதுன்னு பார்க்குறோம். அதற்கப்புறம் யோசிச்சோம். இந்த வீடியோக்கு சீப் வைக்க வந்து அந்த இன்ஜெக்சனார சாமியக்கு சாமியக்கு சாமியோ. நம்ம இந்த ப்ராடக்ட் புலிங்க புலி மட்டும் சிங்கோ சேல்ஸ் புலி ஸ்டாண்டர்ட் ஆது. ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இன்னும் அத தான் போய் சொல்றோம். அதனால நம்ம எல்லாரும் எல்லாம் ஆதரியோம். சாக்கான சொல்லுவோம் நன்றி